போவோம். போவோம். போடு, ஹூ, ஹூ, இந்த கிளம்பி வாங்கிட ஜாலி! ம்ம் உசுரோட வாசனமா குடிக்குற உயிர் எல்லாம் எடுக்குற பொடவ மடிக்கயில் உன்ன தா மடிக்கிறே நீ என்னக்கிடி பொடவ முடிச்சிருக்க அதெல்லாம் நான்தானே செய்றேன் ஆ எதாச்ச சொன்னீங்களா இல்லปட்டு நான் நேசாம book தான படிச்சிட்டு இருக்கேன் இல்லங்க நீங்க ஏதோ சொல்ல மாதிரி இருந்துச்சு அத கேட்டேன் இல்லமா நான் ஏதும் சொல்லல சரி சரிங்க எனங்க நான் உங்களுக்கு தான் உனக்கே கேட்கணுங்க வேணா சொன்னா கேட்காமயா இருக்க போறே கேளு என்னங்க நம்ம கல்யாண நாள்வே வருதுங்க ஒரு சேலைய எடுத்து கொடுங்கங்க சேலையா இப்போதானே உன்னோட பிறந்த நாளுக்கு எடுத்தோம் அது பிறந்த நாளுங்க இப்போ கல்யாண 날க்கு எடுக்கணும்ல இப்படி எதாச்சும் சொல்லியே மாசத்துக்கு நாள் வாங்குறே எப்பங்க கடைக்கு போவோம் சொல்லுங்கங்க சபா உன்னோட பேரு தொலையா போச்சுடி சாயங்கால போவோம் சாயங்கால கலம்بير பட்டு போவோம் சரிங்க போடு ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட ஹூ ரக்க அய்யோ சீக்கிரம் சாய்யாலாம் ஆக வர மாட்டிக்கிதே இந்தடவே என்ன மாதிரி சேல வாங்குறதே சரி காலையில போய் பாப்போம் எவ்ளோவோ இருக்கு பேரி போய் ஒரு குட்டி தூக்கத போடுவோம் சாய்யலா இரு அப்படியே தண்ணி போய்ர்வோம் மேடம் என்ன மாதிரி சேல பாக்குறீங்க என்னங்க என்ன மாதிரி சேல பாக்குறீங்க அட லூசு பட்டு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீதானே கட்டற நீ ஏன் எடு அட கட்டறது நான்தாங்க انا தோக்குறது நீங்கல்ல ஹ் எல்லைய தல விதி பரவாலமா உன பிடிச்சதை எடு துவைக்கதுலயே இப்ப எனக்கு கை வந்த கலை அப்ப சரிங்க சார் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சினா வந்து சேலே பாருங்க சார் சரிப்பா தம்பி காட்டன் saree காட்டு இதுல அக்கா எல்லாமே காட்டன் saree தான் மேடம் தம்பி அந்த மஞ்சள் கலர் எடுப்பா இல்ல இல்ல அந்த ஆரஞ்சு கலர் எடு ஆ அப்பற அந்த silver கலரையும் எடு வாங்க நீங்க கேட்ட எல்லா கலரையும் எடுத்து போடு எது வேணுமோ பாருங்க ஹ் ஏங்க இந்த கலர்ல இருக்குல்ல இந்த கடையில இருக்க எல்லா கலரரும் உங்க கிட்ட இருக்குடி மாசத்துல நாலு தடவை எடுத்தா எந்த கலரதா இல்லாம இருக்கும் சும்மா இருங்க ரொம்பரா பேசுவீங்க சீக்கிரமே ஏதாவது ஒரு நல்ல கலரை செலக்ட் பண்ணுங்கங்க அதுக்கு நானே கூட்டிட்டு வந்தேங்களே சரி உனக்கு பிடிச்சதை ஏதாவது எடு நல்லா இருக்கான்னு பாப்போ இ எல்லா கலர் எடு தம்பி அந்த எல்லாவா மேடம் ஆமாப்பா அதாப்பா இந்தங்கக்கா நீங்க கிட்ட yellow கலர் சல இருங்க இது நல்லா இருக்கா அட பட்டு எத்தன மஞ்சள் கலர் தான் நீ வாங்குவே பிறந்த நாளுக்கு மஞ்சள் கலர் தான வாங்குறே ஏ அப்படிங்களாங்க சே இருங்க இப்ப வேற கலர் பாப்போம் தம்பி மஞ்சள் கலர் வேணாம்ப்பா வேற ஏதாவது கலர் ரெடி ம் இந்த கலர் கா இந்த சே ஆல்ரெடி அங்கிட்டே இருக்கு வேணாம் இது அய்யய்யோ நீ ஃபுல்லா இங்கேயே போயிரும் போலையே தம்பி வேற காட்டு போங்க அக்கா இது புது டிசைன் நேத்து தான் வந்துச்சு ஓ ஏங்க ப்ளூ கலர் ரெடி ஏடி உனக்கு இந்த மஞ்சள் ப்ளூவ தவிர வேற கலரே இல்லையா எப்ப பார்த்தாலும் இல்லமா நீயும் இருக்கேன்னு சொல்ல வந்தேன் தே அடுத்த பாப்போம் ஹாய்